anni ninga e madve nudi obba na karathilla avugala kaalu kaalu naagettla ulugone idella naagina appade poi idiya vande iddi poi கட்டி விடாம தள்ளி போங்க தட்டி விடாம தள்ளி போங்க தட்டி விடாம தள்ளி தான் என்ன சோடு கைப்பேடு பார்த்து போங்க சாய்ச்சதுன்னா மூணு லட்சம் ரூபாய் காலையில் யாருமே அவரு சர்க்குரு சர்க்கூரு आज हम लोग सब लोग भी रहे हैं डेली में आ रहे हैं हां सर तो अंदर मत आओ पीछे वाला वहां से नहीं है यार नंबर का आज पॉइंट है தெரிய <laughs> நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நீ யாரா இருக்கீங்க அவ்வளவு தானா நீங்க நீங்க போறது தனியா உள்ள போங்க எல்லாம் வந்துச்சா வா வந்து மல வந்து வா அதெல்லாம் வாங்கிட்டாங்க இல்ல எல்லாம் வாங்கிச்சீங்களா எல்லாம் வாங்கிட்டீங்க சாப்பிடுங்க வேற யாராவது வந்து பாருங்க ட்ரை ட்ரை சாப்பிடுங்க வாங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க நான் அப்படியே எடுத்துட்டு சாப்பாடு போயிடுவேன் நான் அப்படியே சாப்பிடுவேன் ஏ கேம் பண்றீங்க என்ன வந்து சாப்பாடு போடா ஏ இருக்கு பேக்ல